தங்க மரவெட்டி ஒரு ஊர்ல ரெண்டு மரவெட்டுறவங்க இருந்தாங்க ஒருத்தவன் பேரு ரத்தன் இன்னொருத்தவன் பேரு கிஷோர் எல்லா வேலைகளையுமே நேரம் தாமதமா ஆனா ரத்தன் ரொம்ப நேர்மையானவன் ரொம்ப உழைப்பாளியும் கூட சுறுசுறுப்பா மரத்தை எல்லாம் வெட்டிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவான் ரொம்ப ஆனந்தமான தூக்கம் இப்போ எந்திரிச்சிடலாம் ஏ ரத்தன் இவளோ காலையில போயிட்டு மரங்களை வெட்டி கொண்டு வருவ எப்பவும் போல ரத்தன் மரங்களை வெட்ட போய்கிட்டு ஆத்து கிட்ட மரங்களை வெட்டிக்கிட்டு இருக்கும் போது ரத்தனுக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சு ரொம்ப சோர்வடைஞ்சுட்டேனே பக்கத்துல இருக்க ஆத்துல இருந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம் ரத்தன் அவனோட மர பக்கத்துல வச்சுட்டு தண்ணி குடிச்சான் அப்போ ரத்தனோட காலு மரவெட்டி மேலே பட்டு அந்த மரவெட்டி தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு ஐயோ என்ன பண்ணிவிட்டுனா மரவெட்டி தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு நான் இனிமேல் எப்படி மரம் என்கிட்ட காசு கூட இல்லையே புது மர வாங்க எனக்கு யாராச்சும் உதவி பண்ணுங்களே யாராச்சும் தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்களே ரத்தன் சோகமாக உக்காந்து அழ ஆரமிச்சிட்டான் அவனுக்கு எதுவுமே புரியலை அப்போது ஆற்றுலருந்து சாமி வெளியில் வந்துச்சு வெளியில வந்த சாமி ரதன் கிட்ட சொல்லிச்சு ரதன் என்னாச்சு அழாதே அம்மா ये மரவெட்டி இந்த தண்ணிக்குள்ள விழுந்திடுச்சு அgetElementById நிர்த்து நான் மரவெட்டியை எடுத்துடறே சாமி கையில தங்க மரவெட்டி வந்திருச்சு இது முன்னோட மரவெட்டியா அம்மா இல்ல இது தங்க மரவெட்டி மரவேட்டி நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவேனே தெரியல ரத்தனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இது நீ நின்னு சாமிளா சாமி ரத்தனுக்கு தங்கம் வெள்ளி மரம் எல்லாம் கொடுத்திருக்காங்களா அப்ப எனக்கும் விழுந்துருச்சு எனக்கு கொஞ்சம் உதவி பண்றீங்களா மரவெட்டியை கேட்டாங்க இது மரவெட்டி மரவெட்டியை ஒரே சந்தோஷம் உனக்காக நான் வந்து எடுத்து நீ என்ன இவ்ளோ பேராசைக்காரனா இருக்காக ரத்தன் நல்ல நேர்மையா உழைச்சு பணக்காரன் ஆயிட்டான் மீனவர் மற்றும் பூதம் சுந்தர்னு ஒரு மீன்காரன் இருந்தான் அவன் மீன்களை பிடிக்க கடலுக்கு போனான் கடலுக்கு போன உடனே மீன் பிடிக்க வலைய வீசினான் பொட்டிய திறந்து பார்த்தான் அப்போ அதுல இருந்து ஒரு பெரிய பூதம் வந்துச்சு கட்டளை பிரபு மீனவருக்கு ஒரே ஆச்சரியம் யாரு நீ நான் பூதம் நான் உங்கள் அடிமை கட்டளையிடுங்கள் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை நான் பண்ணுவேன் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வேலை முடிஞ்ச உடனேவே எனக்கு இன்னொரு வேலை கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா நான் உங்களை கொன்றுடுவேன் பின்பு நீங்கள் பூதமாக மாறிடுவீங்க ஐயையோ நான் என்ன பண்ணுவேன் இப்படி மாட்டிக்கிட்டனே அந்த கூட்டுவாந்தோச்சு இப்போ என்ன பண்ணணும் சீக்கிரமா சொல்லு இல்லனா நீ பூதம் ஆயிடுவே சீக்கிரமா ஒரு நல்ல வீடு கட்டு அப்படியே ஆகட்டும் உணவு ஆபரணங்கள் மற்றும் குதிரைகள் தேவை இப்படியே ராத்திரி ஆயிடுச்சு அப்போ சுந்தர் மனைவி சொன்னா நீ எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு என்ன அதுக்கப்புறம் எங்களோட நாய் வாழு நிமித்திட்டு வா அதுவும் அதால முடியு ஆயிரோ இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல ஐயோ என்னால முடியலையே என்ன இது இவ்வளவு கஷ்டமான வேலையா அடுத்த நாள் காலையில சுந்தரும் ரொம்ப உங்களுக்கு ஞகம் இல்லையா நான் இந்த பொட்டிக்குள்ள இருந்து வந்தது இந்த சின்ன பொட்டியில இருந்தியா உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா இதோ பாருங்க விரைவா அந்த பொட்டிக்குள்ள பூதம் போன உடனே சுந்தர் அதை மூடி அத கடலுக்குள்ளேயே தூக்கி போட்டுட்டாரு மாய வாழைப்பழங்கள் ஒரு ஊருல மாணிக்கம்னு ஒரு வாழைப்பழ வியாபாரி இருந்தாரு அவரு தோட்டத்துல வாழைப்பழங்களை விளைச்சு நல்ல பழுத்த வாழைப்பழங்களை சந்தைக்கு எடுத்துட்டு வந்து விற்பனை பண்ணுவாரு மாணிக்கத்துக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு தினமும் முதல்ல யார சந்திக்கிறாரோ அவங்களுக்கு ஒரு சீப்பை இலவசமா கொடுத்துருவாரு மாணிக்கம் எவ்வளவு நல்ல மனுஷனாயிருக்காரு எப்பவும் போல மரத்துல பழங்களை பறிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்போ அங்க ஒரு கிளி குழி தோண்டிக்கிட்டு இருந்தத மாணிக்கம் பார்த்தாரு என்ன பண்ணிக்கிட்டு நடராஜன் விதைகளை விதைச்சாரு விதைச்சு தினமும் அதுக்கு தண்ணீரும் பாய்ச்சாரு கிளி அங்க வந்து மரம் வளர்ந்துருச்சா இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் அந்த விதையிலிருந்து ஒரு செடி முளைச்சு வந்துச்சு கொஞ்ச நாள் அப்புறம் தங்க வாழைப்பழங்களும் முளைச்சு வந்துச்சு அப்போல இருந்து கிளி அந்த மரத்து மேலேயே தொடங்குச்சு இத பார்த்த மாணிக்கம் பேராசப்பட்டு கிளி கிட்ட சொன்னா அடே அப்பா நீ சொன்னது நஜந்தான் போலையே இந்த மரங்கள் உண்மையிலேயே தங்க வாழைப்பழங்கள் கொடுக்குதே உங்க அப்பா சொன்னது சரிதான் ரொம்ப நன்றி நிறைய சம்பாதிச்சு வந்தாரு ஆனா மாணிக்கத்துக்கு ஒரே ஒரு வாழைப்பழத்தை வித்துட்டு வந்ததுல சந்தோஷம் இல்லை அதனால எல்லா பழமும் எனக்கே வந்தா எப்படி இருக்கும்னு ஆசைப்பட்டாரு ஒருவேளை இந்த கிளி செத்துட்டா மரம் முழுக்க என்னோடாயிடும் ஆயிடும் நடராஜன் இப்போ பாக்கிறேன் இந்த பழங்கள் எனக்கு இல்லாம யாருக்குன்னு தூரத்திலிருந்து கிளி இது எல்லாத்தையும் கவனிச்சு வந்துச்சு எல்லா பழங்களும் தேவைப்படுதா நீ ரொம்ப மோசமானவன் வாழை மரம் செத்துடுச்சு அதோட செல்லு வாழைப்பழங்களும் மாணிக்கம் தன்னோட பேராசையால எல்லா பழங்களையும் இழந்துட்டான் தங்க முட்டை சுபாஷ்னு ஒரு கஷ்டப்படுற வேலைக்காரன் காலையிலிருந்து மாலை வரை கஷ்டப்பட்டு உழைச்சி அவரோட குடும்பத்தை காப்பாத்துவாரு ஒரு நாள் அவர் வேலையிலிருந்து திரும்பி வர்றப்போ ஒரு ஆள் மயங்கி பார்த்து அவரை வீட்டுக்கு எடுத்துட்டு போனாரு அவர் கூடயே ஒரு தங்க வாத்தும் இருந்துச்சு அதுவும் அவங்க கூடயே சுபாஷ் வீட்டுக்கு போச்சு சுபாஷும் அவரோட மனைவியும் அந்த மனிதனை நல்லா பாத்துக்கிட்டாங்க நினைவு தெரிந்த என்ன ஒரு அதிசயம் தங்க முட்டையா சுபாஷ் அந்த முட்டையை வித்து காசு வாங்கிட்டாரு மறுநாளும் அதே போல அந்த வாத்து தங்க முட்டையிட்டுச்சு இதே போல தினமும்பாஷ் அதை விற்று காசு சம்பாதிச்சாரு இதே போல நிறைய காசு வர ஆரம்பிச்சது இந்த காசையெல்லாம் வச்சு சுபாஷ் ஒரு பெரிய வீடு கட்டிட்டாரு அவரு கஷ்டமெல்லாம் போயிடுச்சு இப்போ ஒரு வேலைக்கு கூட போறதே இல்லை யாருக்கெல்லாம் காசு தேவையோ நல்ல உதவி பண்ணி முன்ன விட ரெண்டு மடங்கு அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏ இந்த காசை எடுத்து அலமாரில வயி கணக்கு பண்ணி சொல்லு எனக்கு எவ்வளோ காசு இருக்குன்னு சுபாஷோட மனைவி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி சொன்னாங்க என்னடா இது இவ்வளோ கஷ்டப்படுற இவ்வளவு கம்மியான காசு வந்திருக்கு சுபாஷுக்கு ஒரே கோபம் அப்போ அந்த வாத்த அங்க பார்த்தாரு இந்த வாத்துக்குள்ள நிறைய முட்டை இருக்கும் இன்னைக்கே எல்லா முட்டையும் வெளியே எடுத்துட வேண்டியதுதான் அந்த வாத்த சுபாஷ் கொன்னுட்டாரு ஆனா அதுக்குள்ள எந்த முட்டையுமே இல்ல தன்னோட பேராசையாலையும் சுயநலத்தாலையும் சுபாஷ் எல்லாத்தையும் இழந்துட்டாரு ஐயோ இப்படி பண்ணிட்டீங்கள